அதாவது ஜெயக்குமார் மீன் வந்து எப்பேற்பட்ட உண்மைய வந்து உணர்ந்தவங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு வரோம் பிரபஞ்சம் ஒரு பதிவின் வெளிப்பாடு ஒரு போட்டான் துகள் ஏன் வெளிப்படணும் ஏன் வெளிப்படணும் ஒரு அணு துள் அணு ஏன் அணு துகைகள் அப்படின்ட்டு வந்து ஏன்னா வந்து தோற்றத்துக்கு ஒண்ணு வருதுனால அதுக்கு கீழே சூக்குமா சரீரமா அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் எ கம்ப்யூட்டர்ல எல்லாமுமே பின்பக்கத்துல ப்ரோக்ராமிங் பண்றாங்க புரியுதுங்களா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமத்துல அந்த லாங்குவேஜ் வித விதமான கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் இருக்கு ஏகப்பட்டது இருக்கு இப்ப நீங்க பேக்ல அதுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமர் வந்து எலக்ட்ரிசிட்டி ஒரு டிஜிட்டல் சிக்னல் எடுத்து புரியுதுங்களா லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சில எடுத்து புரியுதுங்களா அதுக்கு வந்து அந்த ஒளி எப்படி அந்த டிஜிட்டல் சிக்னல் எப்படி ஆரம்பிக்குதோ அதை அப்படியே கேப்சர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு லெட்டரை ஈக்வேட் பண்ணி ஒரு எழுத்து ஏ ஒரு லெட்டர் இருந்ததுன்னா அந்த ஒரு ஏ லெட்டர் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்க்கு என்ன விதமான டிஜிட்டல் ரெக்கார்டிங்க மாறணும் அப்படிங்கிறது அதுலாம் அந்த ஒரு வெயிட் கம்மியான பிரபஞ்சம் நம்ம உயிர்களையும் சேர்த்து நம்மளுக்குள்ள எழுதுக்க போற அகந்தை உணர்ச்சிகளையும் சேர்த்து அகந்தை பாவங்களையும் சேர்த்து அது மூலமா எழுத போற எண்ணங்களையும் சேர்த்து சகலமும் மெயின் ஞானத்துல வேற ப்ரோக்ராமிங் மாதிரி அங்க வந்து எழுதப்பட்டிருக்கு எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது அது நிக்கே நிக்காது மெயின் ஞானத்துக்கு திரும்பி உள்ளுக்குள்ள மனத்துக்குள்ள திரும்பி யாருடைய மனம் இது யாருடைய எண்ணங்கள் இவைகள் யாருடையகள் யார் உள்ள வந்து காட்சிகளை மனசுக்குள்ளே புரிஞ்சிக்கல என் மனச புரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆடங்கமா பேசுறாங்க உறவுகள்ல கரெக்டா எல்லாருமே அந்த சூக்கும சரீரத்துல வந்து வெளிப்பட்டு இருக்கு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா உள்ளக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல நம்ம அறியாமையினால நம்மளே வந்து அதிகம் சொல்லப்படுற பதிவுகளுக்கு ரெக்கார்டிங்ஸ்க்கு ஆடியோ வீடியோ உணர்ச்சி மயமா ஒவ்வொரு உணர்ச்சியும் உடம்பா நம்ம வாழ்ந்து பதிச்சுகிட்டே இருக்கும் அது வேறுபட்டுகிட்டே இருக்கு விஞ்ஞானிகள் ஒன் ஷாட் என்ன பண்ணாங்க ஆழ்ந்த உரத்தை போய் பார்த்தாங்க ஆழ்ந்த உரத்தை பாக்கறாங்க அங்க வந்து பரிபூர்ணமா எந்த ஒரு தனி எழுச்சியும் இல்லாமல் ஆனா நம்ம உயிர்த்து இருக்கிறோம் அந்த உயிர்த்திருப்புன்றது வந்து கடைசி லேயர் புரியுதுங்களா அதாவது எப்படி எப்படின்னு சொல்லட்டோமோ அது எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தருக்கு வந்து ஹார்ட்ல பெரிய ப்ராப்ளம் நடக்குது அப்ப என்ன பண்றாங்க அந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரியல அந்த ஹார்ட் வெளியில எடுத்து வைக்கிறாங்க ஒரு இடத்துல அதுக்கு வந்து கனெக்சன்ஸ் பெரிய லெங்கி ட்யூப்ஸ் குடுத்து உடம்புக்குள்ள இருந்தா நேரடியா இமீடியா புரியுதுங்களா வெலிப்ஸ் குடுத்து அத வந்து கரெக்டா விரி குறி பண்ணிட்டு போட்டு வாட்டர் எல்லாம் அடைச்சிட்டு அதாவது பிளம்பிங் கனெக்ஷன் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் டிரைனேஜ் கனெக்ஷன் என்னெல்லாம் இருக்கோ அத்தனை கனெக்ஷன் பண்ணிட்டு மெடிக்கல் சயின்சஸ்ல அது வரைக்கும் வந்து அவர் அந்த அவர் அவரே இல்லாம போயிடுறாரு பிரேதம் போல உடல் கிடக்கு வெஜிடபிள் போல அதை எடுத்து வெளியில எடுத்து இல்லாம போயிடுறாரு பொ வந்து இல்லாம போயிருது ஆமா பொய் நான் பாவம் அதுதான் அதே மனத்துக்கு தான் ஏன் சொல்றோம்னா அந்த உடம்ப நானும் சொல்லுறது மயக்கம் கொடுத்து எதுக்கு மயக்கம் கொடுக்க முடியும் மனத்துக்கு தான் மயக்கம் கொடுக்க முடியும் அதுக்கப்புறமா அலஸ்கிஷ் கண்டினியூஸ் பண்ணி அது தானாங் பண்ணும்போது புரியுதுங்களா திருப்பி உள்ள வச்சபெருங்க ஆரம்பிச்சு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு பழைய ஹம் இதுக்கு நடுவில் தூக்கம் இறப்பு மயக்கம் அனஸ்தீசியா புரியுதுங்களா எல்லாம் ஒரே வார்த்தை எல்லாத்துக்கும் உடம்பு கம்ப்ளீட்டா ஆஃப் உடம்பு பிரஜையே மனமே இல்ல முடிச்சுகிட்டா உடம்பா தன்னை நினைச்சுக்கிறான் மனத்துல எண்ணங்கள் உணர்ச்சிகள் மனத்தில எண்ணங்கள் உணர்ச்சிகள் சரி இப்ப வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க ஆஸ்பத்திரியில எடுத்துல என்ன பண்றோம் என்ன பண்ணுது அந்த உடல் அளவுக்கான ஒரு மனத்தை அங்க விட்டு வைக்குது புரியுதுங்களா வெட்டி வெட்டி வைக்கு விட்டு வைக்குது விட்டு வைக்குது போலி உடம்பு உயிர் புரியுதுங்களா வெஜிடபிள் உயிரிழக்கு வெயில் வாடிடுது வச்சா அதனுடைய இந்த லைஃப் வந்து இன்னும் கூடுதுல்ல அதிகம் மனத்திரம் அடுத்த நாள் அவன் எதுக்கோசம் அதே மன சுட்சியான் ஆகும்பொழுது அவன் நானும் சொல்லிக்கிட்டு உடம்பு உணர்ச்சியோட என்ன உணர்ச்சிகளோட நான் என்னுடையது உலகத்தை பத்தி சொல்லிகள் அவன் படிச்சதை எடுக்குறீங்க மனமிட்ட இடத்திலிருந்து நான் மூலமாக கதை வந்து தொடர்கின்றது அந்த பொய் நானவை வந்து செயல்பட வைக்கிறது வந்து உண்மை நான் தான் அந்த உண்மை நான் தான் ஆன்ம்தான் செயல்பட வைக்கிறது அதுவா இருக்கிறதும் ஆன்மபொருள் தான் அன்னியா விட்டே வைக்கலைங்க ஆமா வந்து இறந்து போகட்டும் தூக்கத்தில் இருக்கட்டும் அனை சீசியா ஓபன் சர்ஜரி நடக்கட்டும் மயக்கத்துல என்ன நடக்கட்டும் அறியாமையா இருக்கிறது கூட புரியுதுங்களா பிரி போலி உயிரில போலி உடம்பு உயிரில பிரஜையாற்று இருக்க வைக்கிறதுக்கு கூட அதுதான் முதல் நாள் கடைசி என்ன வரைக்கும் பிரஜையோட இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் பிரேதம் போல தூங்க போயிடுறோம் திருப்பி எப்படி அவங்க அவங்கள அவங்க நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் அந்த குரூப்ல எப்படி எழுந்துட்ட விக்குதோ அடுத்த நாள் அடுத்த நாள் சரிங்களா எப்படி எழுதுக வைக்குதோ அதே போல வந்து இந்த அனைத்து எழுதிட்டு வைக்குது எல்லாத்தையும் வெளிவருவதும் ஆன்மபொருளே அவங்க கிட்ட உடல் பிரஜையாக நானாக அபிமானிக்க வைத்து அந்த நான் தொடர்ச்சிய தொடர வைப்பதும் வருதுவே புதுசா வந்து ஏதோ ஒரு கர்ப்பத்துல ஏதோ ஒரு குழந்தைய கன்சீவ் பண்ணி அந்த குழந்தை மூலமா ஒரு டேட்ல புரியுதுங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெண்ணு கருவாருன்னா என்னங்க இருக்கும் அங்க வந்து அவ வந்து இம்ப்ளான் ஆயிருக்கு கரெக்டுங்களா இல்லையா சோ அப்படி பாத்தீங்கன்னா இங்க பிரபஞ்சம் கூற வந்து மனமாக தோன்றி தோன்றி ஒரு உணர்ச்சி மூலமாக ஒரு எண்ணம் மூலமாக தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து நடப்பது எல்லாத்தையும் பண்ணுவதே வந்து மனமாக இருப்பதும் ஆன்ம பொருளே அறியாமையாக இருப்பதும் ஆன்ம பொருளே ஆன்ம பொருளுக்கு அந்நியமா இன்சூரன்ஸ் இல்ல அறியாமை இல்ல ஒருவே எதிரிகாரி சர்வாதிகாரி ஆன்ம பொருள் ஆன்ம பொருள் இத வந்து மெய்ஞ்ஞானி உணர்வார் புரியுதுங்களா மெய்ஞானி சொல்லிருந்த உள்ள அப்படியே நுட்பமா போய் அப்படின்னு வந்து ஒரு அந்த அத கூட திரும்ப கூட உங்கள்ட்ட ரெண்டு கேட்டேங்க சாமி ஆமா ஆழ்ந்த ஆழ்ந்த உறக்கத்துல அறியாமையாக இருப்பதும் ஆன்ம ஆழ்ந்த உறக்கத்தில் மறைந்திருக்கும் மனமாக இருப்பதும் ஆன்ம பொருளே உம் பிரபஞ்சமாக மறைந்திருப்பதும் ஆன்ம பொருளே உம் அந்த ஆழ்ந்த உறக்கத்தினுடைய அனுபவத்துல அப்படின்னு நுட்பமாக போயி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அழகா கொண்டு வந்தீங்க சாமி அனுபவத்துல அப்படின்னு நுட்பமாவே போறாங்க ஏன் இந்த ஒரு வார்த்தையை நான் திரும்ப கேக்குறேன் போது அவ்வளவுதான் அதுக்கு பிறகு வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாச்சு அந்த அந்த போட்ட டோஸ்க்குண்டான முழுமையான தூக்கம் கிடையாது அடுத்த நாளும் நான் என்ன பண்ணிட்டேன் டோஸ் பாயிண்ட் ஃபைவ் நான் போட்டேங்க சாமி கவனிச்சுட்டே இருந்தேன் ஒவ்வொரு அழகா உள்ளுக்குள்ள போகுது அந்த மனம் ஒடுங்குது என்ன ஒரு சொகம் வந்து பயங்கரமான ஒரு சொகம் போறது வந்து ஒரு பயங்கர செலிபிரேட்டிங்கா இருந்தது ஆரம்பித்து விட்டீர்கள் என்ன கழிப்புன்னு நான் சொல்லட்டுன்னா அதாவது உணர்வு நிலை உணர்வு நிலையில ஒயாம இருக்கற பேர் தான் கழிப்பு கழிப்பு அது உடம்பு வந்து வியாதியில இருக்கும் பணம் இல்லாத சூழ்நிலையில இருக்கும் அதாவது இதெல்லாம் விழிப்புணர்வை வாழ்க்கை போராட்டம் அப்படி இருக்கும் போதும் கூட அப்படியாக இருப்பதே நீங்க வந்து உணர்வு பார்வையிலிருந்து பாக்குறீங்க புரியுதுங்களா கிளியரா வந்து ஜடத்த ஜடம் ஜெயக்குமார அவர் வந்து உறங்க போவத அந்நியப்படுத்தி கிளியாரா பாக்கறீங்க ஏன்னா அது மேலெழுந்த எழுச்சி ஒரு உடம்பு நோடைய உயிர்ப்பு தன்மையா உணர்வு நம்ம எழுந்துக்கிறது ஜனம எழுந்துக்கிறது ஆன்ம பொருள மனமாக பதிச்சு வைச்ச ரெக்கார்டிங்க தவிர வேற வாங்கமே கிடையாது தான் ஒரு ஆகாசம் ஆன்ம பொருள் மனமாக பதித்து வைத்தது காற்று மண்டலம் ஆன்மபொருள் சூரியனாக பதித்து வைத்தது தான் சூரியத்தன்மையை ஆனா அவைகள் எல்லாம் வந்து ஆன்ம அவைகளாக இருக்கின்றன ஆனால் அவைகள் அன்பொருள் புரியுதா அதே போல நம்ம கிட்ட எழுந்து ஒவ்வொரு உணர்ச்சி மூலமா தான் இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த உடம்பு மூலமாக நீங்க வந்து சத்தியத்தன்மையை கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியை கொண்டு வரீங்க கண்டிநூட்டிய அது வந்து பயங்கர அறியாமையினுடைய உச்சம் நான் ஜெயக்குமார் அதாவது ஜெயக்குமார் வந்து நான் பாவம் மூலமா திடீர்னு உடம்ப பத்தி கவலைப்படுறது திடீர்னு உடம்பி கவலைப்படுறது திடீர்னு ஆன்ம ஞானத்தை பத்தி கவலைப்படுறது சம்சாரம் எப்படி படுத்துதேன்னு வாழ்க்கை போராட்டமா இருக்கேன்னு வாழ்க்கையை நொந்துக்கிறது அப்படின்னு வந்து இஷு பை இஷூ வந்து இரட்டை பாவங்கள்ல உணர்ச்சி அப்படியே தானும் கண்டினியூட்டியா இருந்துகிட்ட உலகத்தையும் கண்டினியூட்டியா புரியுதா நுட்பமா கண்டினியூட்டி குடுத்துட்டு இருக்குறாங்க நெடுக்க நூல் கோடு வந்துகிட்டு இருக்கும் சரி, ஒரு வேஸ்டி நெய்யும் ஒரு பட்டு சேலா நெய்யும் போது அப்படிதான சேருது அத போல என்ன பண்ணுது இந்த பொய் பாவமான நானு உணர்ச்சிகளா அதுக்கு பாக்க தெரியாம மயமாவே இருந்துகிட்டு அதனாலதான் இந்த உலகத்துல பண்ற தியானம் எல்லாம் பொய்த்து போயிடுறது புரியுதுங்களா இப்ப மூவாயிரம் அஞ்சாயிரம் வருஷமாத்தர் தெரிஞ்சு புத்தர்ல இருந்து அதுக்கு முன்னாடி பத்தஞ்சலி மதுரை விஷயம் எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதி நேரம் தெரியல புரியுதுங்களா அவரும் வந்து தியானத்துக்கு கொடுத்துருக்காரு தத்திர பிரத்யேக ஏகத்தானதா இது தியானம் அப்படியே உங்களுடைய கண்ட் அதாவது உங்களுடைய மன கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாவனையுமா அதெல்லாம் தான் வேட்டாடுங்க தியானம் சொல்லிக்கிட்டு அதனால பொய் அகழ்ந்ததான் வந்து நிறைய ரீச் ஆயுது இன்னும் கூட உலகத்துல வந்து எவன அடைஞ்சவர்களா இல்லையே புத்தருக்கு அப்புறம் அடைஞ்சவர்களா இல்ல நேர மகரிஷி வந்தாரு உழிப்பு நிலையில தான் புரியுதுங்களா இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிவிக்க நினைக்கிறேங்க உங்களோட ஒவ்வொரு சசங்கங்களும் உள்ள வாங்கிட்டு இருக்கிறேன் நான் அதனுடைய வெளிப்பாடுகளா வந்து எனக்குள்ள வரக்கூடிய உணர்வுகளை நான் தெரிவிக்கிறேன் சமீத் எந்த அளவுக்கு சரின்னு தெரியல இப்ப உங்களுடைய இவ்வளவு தன கேட்டதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் நான் நான் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து ஒன்னே ஒன்னுதான் ஆனா வெளி உலகத்துல பௌதிக வாழ்க்கையில வெளிப்புறத்துல மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்றதுக்காக வந்து ரெண்டு நான் அதுல வந்து உண்மை நான் பொய் நான் அப்படின்ற மாதிரி இந்த பொய் நான் அப்படின்னு சொல்றது எப்படி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நான் அப்படின்றதுல பேசாம நிக்கிறேன் ஒண்ணுமே நான் அடுத்த எதுக்கு போகல நான் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட் அங்க போகணும் அங்க போய் அந்த புத்தாத்த வாங்கணும் வச்சுக்கோங்களேன் அவருடைய ஸ்டூடெண்ட் ஒரு உதாரணத்துக்கார அவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல போய் அந்த புஸ்தான் வாங்கணும் அப்ப இங்க வந்து அடுத்த என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து நான் வந்து ஒன்னே ஒன்னா இருந்தது அது பிரிஞ்சு போய் போய் நானா வந்த மாதிரி அப்ப நான் என்ன பண்ணிருந்தோம் நானா மட்டும் இருந்தது என்ன முதல் முதல் முதல்ல அரூபமா வந்து ஆஹ் உடம்ப பிடிச்சுக்கிட்டு கொண்டு போய் அந்த ஸ்பாட்டுக்கு அப்படி போயிருது போய் அங்க போய் நின்று அந்த அந்த அந்த அந்த கர்மத்தை முடிச்சிருது ஆனா அது நடக்க வேண்டியது வந்து ஒரு நேரம் கழிச்சு அதுதான் நேரம் கழிச்சோ முன்னாலே நடந்துருந்து அப்ப வந்து இந்த ஒரு இடத்த நான் அப்படியே வச்சிருக்கேன் சாமி நானு அந்த உறக்க நிலைக்குள்ள நான் மாத்திரை போட்டேன் போட்டேன் நான் அப்படியே உள்ளுக்குள்ள போகும்பொழுது அப்படியே போறேன் போறேன் ரசிச்சு அப்படியே போறேன் நல்ல உணர்வு தான் எனக்கு ஆனா ஆனா நான் மாத்திரை போட்டிருக்கேன்றது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு குற்ற உணர்வு மாத்திர தானே போட்டிருக்கேன் இயற்கையான தூக்கத்துக்கு உள்ள போகல ஆனா இப்ப அடுத்த நாள் வந்து அந்த உறக்கத்துக்குள்ள உள்ள போகும்பொழுது இருந்த அந்த சந்தோஷமான உணர்வுகள் வந்து திரும்ப வந்து இப்ப வருது பகல்ல நான் நினைக்கிறேன் ஆனா வந்து அன்னைக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள உள்ள நான் வந்து இன்னைக்கு போகணும் நான் போறேன் இன்னைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சந்தோஷம் வந்து உள்ளுக்குள்ள இருக்குது இப்ப நான் அந்த உணர்வுலயே நான் வந்து அப்படியே நான் கொண்டு வர்றேன் நான் இப்போ அந்த எப்படி அப்படின்னா நிக்கிறது அப்படின்றது வந்து ஏறக்குறைய ஆழ்ந்த உறக்கத்தினுடைய அந்த சொகத்தை வந்து அந்த அதே மெதுவா கொண்டு வரும்போது கொண்டு வந்து அந்த நானிலே நான் நான் அதுக்கு மேல ஒன்னும் இல்லை நான் அதை வார்த்தையா கூட போதைக்கு இருந்துட்டு போறதுனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க சாமி அப்படின்னு இந்த வார்த்தையோட சொல்லிட்டா அதே இடத்துல அந்த நான் நிக்கிறேன் ஆனா வந்து உள்ளுக்குள்ள அரூபமாக உள்ளுக்குல வந்து அந்த உண்மையான நாண்ல நம்ம வந்து எங்கேயோ ஒரு பக்கம் நம்மளை நிப்பாட்டி உள்ளுக்குள்ள வச்சிருக்குன்ற மாதிரியான உணர்வு அப்படியே அடுத்து அடுத்து ஒரு இன்ச்சு நான் நகல அடுத்த நகலல எப்படி நான் ஒரு இன்சு நகல அப்படின்னா நான் அப்படின்றது வந்து அரூபமா வந்து என்னுடைய உடம்பு எடுத்துக்கொண்டு போய் தொழில் செய்யறதுக்கு அடுத்த இன்னொரு இடத்துல போய் நிக்கல இப்படி இந்த சொல்ல இதுக்கு மேல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆனா இவ்வளவு ஆளும் வந்து உங்களோட தொடர்புகள் இருந்து இருந்து கேட்க உள்ள வாங்கிட்டு இருக்கிறது எ அந்த உண்மை நானுக்குள்ள வந்து விழுகுறேன் சத்தியமா விழுந்துருவேன் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க சாமி நான் அங்க இருக்கிறேன் அவங்க வந்து எப்படியோ ஒரு பக்கம் தெரியுதுங்க சாமி எனக்கு ஆமா அதுக்கு அது வந்து உண்மையில உண்மையில இந்த பிரபஞ்சமா வியாபிச்சு இருக்கிறது வந்து அதான் பிரபஞ்சம்ன்றது வந்து ஒரு எப்படி வந்து ஒரு சினிமா காட்சி ஒரு வெள்ள திற மேல ஒரு மில்லி மீட்டரே ஆயிரத்தால பகுத்து அந்த ஸ்பேஸ்லயே கூட ஒரு ஒலிக்கீட்ட செலுத்தி மொத்த ஸ்கிரீன்லயும் பெரிய படத்தை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதோ அந்த மாதிரி வந்து அப்படியேது விசாரிக்காதவங்க இந்த மாதிரி நான நிறுத்தாதவங்க கிட்ட நீங்க நான நிறுத்தாதவங்களை இதுக்கு ஆப்போசிட்டா பாருங்களேன் நீங்க நான நிறுத்த ஆரம்பிச்சுட்டீங்க ஓ நான் உடைய மூமெண்ட்டை நிறுத்ததுன்றதும் ஒரே வார்த்தை தான் கவனிக்கிறது உள்கண்ணு இந்த கண்ணே கிடையாது இந்த ஸ்தூல வளர்ந்துல இருக்கிற கண்ணு கிடையாது மனக்கண்ணு கிடையாது எண்ணக்கண் கிடையாது உணர்ச்சி கண் கிடையாது கவன கண் கூட கிடையாது ஆன்ட் ஆகுதுங்களா இந்த மாதிரி உணர்வு பரிமாறதா அத வந்து குருவனுடைய அனுகிரகத்தினால கண்ணு வந்து ஆன்மக்கள்னா போகும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அப்படியே நிக்கிற மாதிரி ஒன்று ஒல ஒரு பரிமாணம் பரிமாணம் வந்தாலே வந்து அசைதுன்னு அர்த்தம் இயக்கம் அர்த்தம் பிரம்மாண்டமே இயக்கமா இயங்கிக் கொண்டிருக்கின்றதுல இப்ப ஏற்பட்ட பிரம்மாண்டத்துல யாரோ ஒருவர் உங்களை மாதிரி அவர் என்ன பண்ற நுணுக்கமா குரு பின்னாடியே நின்று நின்று நின்று அவர் பார்வை என்ன பாத்துக்கிட்டு இருக்கார் இந்த சமயத்துல அவர் வார்த்தைக்கு பின்னாடி வந்து அவர் பார்வை வந்து குருவனோட பார்வை எங்க தான் நோக்கி இருக்கு உள்ள எப்படி வந்து அந்த அசைவின்மையை வந்து அவர் லைவ் டிரான்ஸ்மிஷன் பால் பை பால் சொல்ற மாதிரி அசைவின் புரியுதுங்களா நான் சொல்றது எதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அச்சலத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் வந்து புரியா அச்சலத்தை அணுக்குள்ளாங்க புரியுதுகள் ஒதுகள்ரம் ஆறாயிரம் பேர் சேகரி த்ரீ லேக் கிலோமீட்டர்ஸ் சொல்லுது அதையும் விட நுட்பமானது மன கோட்டி மடங்கு அப்படானதான் மெயின் ஞான யூனிவர் எல்லாமே காணல் நீரையே வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உச்சி வெயில்ல பன்னிரண்டு மணிக்கு தான் காணல் நீர் தெரியும் மெராஜ் தெரியும் வெய்ய காலத்துல தார் ரோட்ல இல்லாட்டி மணல் பாங்க இருக்கிற இடத்துல புரியுதா அத வந்து குரு அனுகிரும் பூர்வ புண்ணியனு சுபாசனைகள் எனக்கே வந்து முடியதுங்க அத பண்ணுதுங்க தேடவை இருக்கானது கூட நினைச்சு பாத்து இருக்க மாட்டாங்க இங்கு போச்சு என்ன பண்ணும் விஞ்ஞானி மாதிரி ஆக்கிடும் பௌதிக விஞ்ஞானி ஆக்கி அவன் வெயில அப்படி தேடி இருப்பான் தேடி தேடி பிரமிச்சு நிபாணியை தவிர அந்த ஜென்மத்துல முடிக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு நூறு ஜென்மோ இரநூறு ஜென்மோ ஐநூறு அது மாதிரி நடந்துட்டு இருக்கும் உள்ள இருக்கு வெளப்பாங்க நல்லா வந்து இருக்குல என்ன வேலைன்னு கேப்பாங்க ஒரு பழமொழி மொத்தம் தனியா இருக்குல இல்ல ஒண்ணும் பண்ணலா நல்லா நல்லா எனக்கு இருக்கல என்ன வேலை கைல என்ன வச்சிருக்கிற மாதிரி இங்க வந்து ஆன்மீகம் என்ன வெயில என்ன வேலை இதுக்கும் ஊசி வீச்சுக்கு என்ன சம்பந்தம் இதுக்கும் குடலுக்கு என்ன சம்பந்தம் இதுக்கும் தியானத்துக்கு என்ன சம்பந்தம் அஞ்சு பெரும் ஆகாசத்தை இருப்பிடமா வச்சுட்டு இருக்குமையா இருக்கிற உள்ள உணர்வு போய் நெற்றல் போய் முடியணும் உள் கடந்து நிக்கிறதுல போய் முடியணும் உள் கடக்கணும் உள் கடக்கணும்னா என்ன உள்ள எப்படி கடற்கிறது விசாரிச்சு விசாரிச்சு ஒவ்வொரு இடத்திலேயும் கிளியரா ஒரு எண்ணம் வந்து முடிவு அப்படிங்கறத மறக்காம விசாரிக்கணும் இரட்டை உணர்ச்சிகள் தான் வந்து எண்ணங்களா வந்து என்ன ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள முன்னுக்குள்ள அப்படியே போறது அந்த சொகத்த வந்து அனுபவிச்சு உள்ள போனேன் இப்ப வந்து அடுத்து நான் வந்து தூங்க போறப்ப அந்த ஆழ்ந்த உரக்கத்துக்குள்ள போயிட்டு இருக்க அந்த அனுபவத்தை திரும்ப வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வரேன் சாமி இது வரப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த அஞ்சு நிகழக்கூடிய எந்த நிகழ்வுகளுமே நம்ம வந்து அங்க போறதுக்கு உதவி செய்யாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அப்படின்னு ஒரு நினைப்பு ஒரு ஞாபகம் வழிகாட்டி போல உஷாரு எண்ணெய்திட்ட சிக்கிக்காத அப்புறம் உணர்ச்சி வந்ததுன்னா வீடியோ மாதிரி உணர்ச்சி வந்தா எதுவாரு இதுல சிக்கிக்காத நொந்துட்டாத கை இறக்கம் கொள்ளாது சுய பச்சா தாமம் கொள்ளாது செல்ஃப் விட்டின் வாங்க நான் மேல எழுந்துக்கிற எந்த உணர்ச்சியும் கொண்டாடாத விரட்டி ஊறாத புரியுதுங்களா அங்க வந்து யாரும் இருக்க முடியும் ஆன்மகுரு தான் கீடா இருக்க முடியும் ஆன்ம குரு சொன்னத வந்து வெளியே வந்து ஓச் பண்ணுவாரு என்ன போதுசாதம்ல யாத்திரை உணர்வு அச்சனத்தன்மையை நோக்கிய ஸ்தல யாத்திரை இது அந்த சொகத்த அந்த ஆழ்ந்த உரக்கத்துக்குள்ளே சிறப்பா போன அந்த ஒரு சொகத்தை ஒவ்வொரு சமயம் நான் படுக்க போறப்ப அந்த நினைவுக்கு கொண்டு வர சரியான சார் நீங்க நீங்க நினைவு கொண்டவர் தான் நீங்க நினைச்சுருக்கீங்க நினைவுகள் எல்லாமே இயக்கங்கள் ஆனா இயக்கங்கள் எல்லாம் நிக்கிற இடம் வந்து ஆன்மாவில தான் அங்க வந்து நீங்க வந்து அதாவது என்னுடைய வாசல் இடுக்கமானதுன்னு சொல்லுவாருல்ல என்னுடைய வாசல் வந்து ரொம்ப இடுக்கமானது அங்க மூட்டம் முடிச்சுடைய வர முடியாது எதுவுமே நுழைய முடியாது அப்படின்ற கம்ப்ளீட்டா அப்படின்னு செல்ஃபே எரிஞ்சு கிடக்கணும் நீ கடந்திருக்கணும் அப்படின்னா நீ இழக்கிறதுக்கு தயாராயிருந்த பொய் தனி இருப்பேன்னு வந்து உணர்ந்து நீங்க வந்து அதை கொல்லணும் கிளியரா உன்னோட எனக்கு சங்காத்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்ல மாட்டேன் ஆன்மபுர பத்தி ஆனா அங்க நிப்பேன் அப்படின்றது வைராங்கியம் புரியுதுங்களா அது என்னன்னு எனக்கு தெரியாம போனா கூட இது வந்து திருப்பி இன்னொரு சுட்டறிவு இல்ல நான் தெரிஞ்சுக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி நான் புடிச்சுக்க மாட்டேன்பா நீ எண்ணம் ஆயிரு வீடியோ ஆயிரு காலம் ஆயிரு பச்சுகள் ஆயிரு என்னவா வளம் கூறீங்களா போலாமா நம்ம கழிக்கலாமா அப்படின்னு கூப்பிடுது புரியுதா நம்ம இன்னொரு சாம்பருக்கு போவோம் வா அதான் பகவானுடைய இது அருணாச்சல அக்ஷரமணமாலையில ஒரு கண்ணில வரும் யாரும் இல்ல வெட்டு வெறு வெளி வீட்டில் ரமித்திடுவோமா அருணாச்சலா யாரும் இல்லா வெறு வெளி வீட்டில் ரமித்திடுவோம் உங்க எண்ணங்கள் வந்து கம்ப்ளீட்டா வந்து அப்படியா நீங்க தெரியவே தெரியாதுன்ற அளவுக்கு அது இல்லவே இல்ல எண்ணங்களோட புரிய அருணாச்சல வந்தா கூட அப்படியா நீங்களா வந்தீங்களா சகஜ சமாதின்னு வாங்க அஞ்சு கோஷங்கள்ல நிகழக்கூடியதான் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க சாமி உதாசீனமான பார்வை அப்படின்னு சொல்லி இப்ப வந்து அது என்னன்னா கோஷம் நடக்கக்கூடிய ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு உதவி செய்யாது அப்படின்ற உணர்வு வந்துகிட்டே இருக்குது அது இடத்துல அப்படி எல்லாமே நிக்க அஞ்சு கோஷமும் நிக்குது அப்படின்ற உணர்வு இருக்குதுங்க சாமி அப்படியே இருக்கிறேங்க சாமி வைராகிய அந்த இடத்துல வரும்போது ஒரு ஒரு செயல்பாடு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்கு சார் அதுதான் அதுதான் வந்து அறிஞன் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான் அதாவது உணர்ந்தவன் வந்து அதான் பண்ணிக்கிட்டே இருப்பான் யாரும் இல்லாத விரைவில் வீட்டுல அப்படியே பரவசத்திலேயே வாழ்வான் இங்க வாழ்வான் வந்து அவனுக்கு உடல் இருக்கு அவனுக்கு பிராரப்த கிரமத்துல ஃபேன் விட சுவிச் ஆஃப் பண்ணியாச்சுங்க ஆனா அது ஓடின வேகம் வந்து உடனே நீக்காது அதுக்கு ஏதோ ஒரு வேகம் போயிட்டே இருக்குல்ல அத போல இது வந்து அவதார புருஷர்கள் இதுல பார்த்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லி கொடுக்கறதுல கூட வந்து இது போயணும் ரமண மகிழ்ச்சி பிறகுதான் அவர் ஓயிறாரு புரியுதுங்களா அவரோட இலக்கை வந்து அவருக்கு அவரு வந்து பரம்பொருளை அத உணர்ந்த அதுதான் உணர்வே உணர்றது இல்லை அதுதான் புரியுதுங்களா இப்ப வந்து சாதாரண மனுஷன் கிட்ட என்ன ஆகு உணர்வு விலைக்கு வந்தாச்சு இதுதான் உணர்வு வெளியே அப்படின்றது வெளியில யாரோடய பேச முடியாது சொல்ல முடியாது வாழ் பண்ண முடியாது ஏன்னா வந்து குரு ஒருத்தர் தான் வந்து இதுக்கு வந்து குரு கிட்ட இருக்கிற இணக்கத்துனாலதான் இது வந்து பெருகும் மென்மேலும் பெருகும் எப்படி திருப்பா இருக்கடலாம் மகாவிஷ்ணுல இருக்க புரியுதுங்களா மீட்பு போயிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து குரு வந்து ஏதாவது படிச்சாருனா உடனே என்ன ஆகும் குரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை பரப்புவீங்க சொல்லி கொடுக்குற அருகதை வந்துடும் புரியுதுங்களா அது அதை வந்து அவரு இது பண்ணிடுவாரு நீ வந்து போய் ஆகணும் சொல்லி ஆகணும் அப்படின்றத ஒரு ஸ்டேஜ் இருக்கு அது ஒரு ஸ்டேஜ் ஆனா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா முதல்ல நீங்க போய் நிக்க தூக்கமே நிறைய புரியுதுங்களா ஆனா அதுக்குள்ள சந்தடி சாத்துல நீங்களும் புரியுதுங்களா புரியுதுங்களா அது குரு அலோகிரகத்தினால அந்த மாதிரி என்ன பண்றாரு ஆன்ம கண்ணையே அவர் விதைக்கிறாரு கண்ணை எடுத்துடுறாரு எடப்படுற கண்ணை எடுத்துடுறாரு நீங்க வெறுமையே அங்க நிக்கிறீங்க புரியுதுங்களா இல்லாம நிக்கிறீங்க புரியுதா உணர்ச்சி நான் இல்லாம தனி எண்ண நான் இல்லாம தனி கவனம் நான் இல்லாம அப்படியே வந்து வெட்ட வெளியில வெட்ட வெளியாவே நிக்கிற மாதிரி ஆகாச ஆகாசமாவே இருக்க மாதிரி இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்களை கவனிங்களே எல்லாம் அதாவது கிட்டத்தட்ட சொல்லலாம் வந்து ஜ பொரு மின்சாரம் அப்படியே நீக்குதல ஜடம் ஜடமா இருக்குல்ல அதிகம் இந்த சைடு வந்து ஜட நாணயம் பாப்பீங்க பேர்பட்ட ஏமாத்த பேர் விதிகளா நீங்க அப்படின்னு இதையும் பாப்பீங்க ரெண்டுத்துக்கு அந்த அந்த சோன் அந்த வாசப்படி வாசப்படி வீட்டுக்கு உள்ளியும் வரலாம் வெள்ளியும் போலாம்ல உடம்போட சேர்த்து உணர்ச்சியோட சேர்த்து கவனத்தோட சேர்த்து கவனத்தில இருந்து அங்க ரெடி பண்ணி வச்சிருக்கு நானு நான் கூட பொருளுக்கு நான்கு இந்த மெகா சீரியல் இருக்கு பாத்தீங்களா அதாவது தொடர்ந்த உச்சி ஓட்டங்கள் அதுக்குள்ள ஒழிஞ்சு புரியுதா நல்ல தொடர்ச்சி கொடுக்குது அப்படி ஆயிடுவோமா என்னவோ ஆயிடுவோமா இன்னமும் இன்பம் கிடைக்குமா இன்பம் கிடைச்ச பிறகு வேற ஆளா இருப்போமா அப்படின்னு எட்ட எட்ட எட்ட காலத்திலயும் புரியதா அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற நான் வந்து என்னமோ இப்போ வயசாகாத உடம்பு வளருதுங்க கைக்காலங்களும் ஏதோ வளர்த்தி இருக்காம பொய் பிரமையா உடம்பு வளருதுங்க ஒரு செடி வளருது விடுது செடி ஆகுது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குத்தி செடி ஆகுது அது மரம் ஆகுது பெரிய காயும் கதைகளையும் கொடுத்து வாழுது அத போல உடம்பு வளர எண்ணங்கள் மூலமாகவும் உணர்ச்சிகள் மூலமாகவும் எல்லாருக்கும் ஒரு பிரம்ம என்ன என்னென்ன ஒவ்வொரு ஆக போறோம் எல்லாமே எதிர்காலமும் ஒரு காலம் இருக்கா மாதிரி இதெல்லாம் வந்து பயங்கரமான இந்த நான் பாவத்தினுடைய பொய் சேட்டை தானே அதனாலதான் அற்புதமான ஒரே வார்த்தையில தமிழ்நாட்டில் முடிச்சிட்டாங்க உள்கடை இத கடந்து இருப்பா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் வந்து இருந்த இடத்துலயே பாரு அவைகளுக்கு இருப்பே இல்ல ஒரு கடைசி இடம் ஒண்ணும் எனக்கு ஒரு அத வந்து வார்த்தைகளாக்க முடியாம ஒரு நிகழ்ச்சியாவே உங்களுக்கு நான் சொல்றேன் சாமி ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தைக்கு ஸ்டேஜ் ப்ரோக்ராமுக்கு வந்து பிராக்டிஸ் நல்லா கொடுத்துட்டாங்க கொடுத்து ஸ்டேஜிலேயே கொஞ்சம் நுப்பாட்டிட்டாங்க அந்த குழந்தை அந்த ஸ்டேஜில் போய் அந்த ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது ஏதோ வந்து ஒரு சூழ்நிலை வந்து பின்னால நிக்கிற பேரண்ட்ஸவே பாத்துக்கிட்டே இருக்கு அவங்கள்ட ஒரு கண்டினியூட்டி எதோ ஒண்ணு வந்து அவர் ரிசீவ் பண்ணிட்டு திரும்ப ஸ்டேஜுக்கு முன்னால பார்த்து மட்டு திரும்ப பின்னால திரும்பி அம்மாவே பாக்குறாங்க திரும்ப வந்து அவங்க அம்மா சொல்லி விட்டா அந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுடைய கண்டினியூட்டியே திரும்ப வருது தெரிஞ்சு ஏற்க வந்து இப்ப வந்து நான் அத வார்த்தையாக்க முடியாம அப்படித்தான் சொன்னிருந்தேன் நானு ஆமா அதாவது அங்க வந்து நீங்க வந்து வெளியில் ஸ்கூல உடல் கொண்ட குருவா நான் இங்க இருக்கேன்ல அந்த இடத்துலதான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இது வேண்டியதா இருக்கு என்னோட கிரிப் வேண்டியதா இருக்குங்களா இன்னும் எழுந்து நிக்கல எழுந்து நிக்கிறது காமிக்கணும் புரியுதுங்களா நீங்க இவ்வளவு சொல்லிக்கிட்டே வரீங்களோ பரிமாறிக்கிட்டே வரீங்களோ வரீங்களோ நான் அப்ப வந்து அதனுடைய கூட்டிகிட்டே போறேன் சொல்றதுன்னு திருப்பி எல்லா கம்ப்ளீட் ஹால்ட் தான் கம்ப்ளீட் ஹால்ட் நெட்ரல் நெட்ரல் நெட்ரல் நெட்ரல் உள்ள எல்லாம் போய் அதனாலதான் அந்த வார்த்தை வந்து அற்புதமான உபதேச வார்த்தை உள்கடை ஆன்மீகத்தோட இது ஹையஸ்ட் இல்லப்பா இல்லன்றது உணருன்றது கடை நில் கடை உணரு நூடும் ஒண்ணுங்க மூணு வார்த்தை போட்டு மூணு வார்த்தையுமே உபதேசம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா வந்து திருப்பி அடுத்த நாள் பதல் பொறுப்பு திடமா வருது விழிப்பு நிலைன்னு ஒரு விழிப்பு நிலை ஜெயக்குமார் வந்து அதுக்கு பழகின சகஜமான ஜெயக்குமார் நீங்க கோரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கோர்ச வந்து ஆன்ம பொருளே வந்து ஒரு சைடு வந்து குரு ரூபத்துலேயும் ஒரு சைடு உள்ள சுபவாசனை வீட்டுக் கொண்ட தன்மையாகும் எல்லாம சேர்ந்து தடுத்தாட்கொள்ளுதல் தான் வந்து இப்ப உங்ககிட்ட வந்து அஞ்சல் விட்டா தடுத்தாட்கொள்ளதுனாலதான் இவ்வளவு பெரிய லீப் எடுக்க முடியும் ஆமா மனித சமுதாயத்தையே விட்டுட்டு திரும்பிட்டு நிக்கிறீங்கல்ல எந்த அளவுக்கு வந்து அந்த அந்த மெய்பொருள் தாக்கி இருந்தா ஆழ்ந்த உடக்கத்தை கூர்மையா கவனிக்க கிளம்புறீங்க புரியுதா உங்களோட செயலற்றும் அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க சாமி விளக்கத்துக்கு எனக்கு இப்படி சொல்றத தவிர வழி தெரியல தொடர்புன்றது வந்து வார்த்தைகளற்ற வார்த்தை செயலற்ற செயல் அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ள வார்த்தையா செயலா எதுவும் நடக்குதுங்க சாமி ஆமா ஆமா அது அது வந்து அது வந்து குருவனுடைய பெரிய சுபவாசனையினால கிடைச்ச அனுகிரகம் ஏன்னா அங்க வந்து அந்த அந்த கைக்கு பிடிச்சுக்கிற மாதிரி அது வருது புரியுதுங்களா அதாவது செய்வன் இல்ல ஆனா செயல் நடக்குதுங்களா செயல் வந்து அங்க ஈடு பேசுபவன் இல்ல ஆனா பேச்சு வந்து வருதுங்க இதெல்லாம் பேரு டிரான்ஸ்மிஷன் வாங்க புரிய வந்து அவங்க உற்பத்தி பண்ண ஏற்க நடந்து உலகம் பூரா இன்ஸ்டன்டா காமிக்கிறாங்க முன்னாடி இருக்காங்க அவங்க புரியுதுங்களா நாலு மணி நேரம் இருக்காங்க இங்க சாயந்தரம் நாலு மணி அவங்களுக்கு இந்தியாவுடைய நாளும் அங்க பன்னெண்டு மணியும் மீனிங்லா போயிடுது இது பேர் டிரான்ஸ்மிஷன் புரியுதா அதை பண்ணக்கூடியது ஒன்னே ஒண்ணு வந்து ஆரம்ப பொருள் தான் பண்ணுவோம் அதுதான் பெரும் பாக்கியம் உள்ள அருளாவும் இருக்குங்களா உங்களுடைய அருபமா பாக்கக்கூடிய எனக்கு வந்து அருபமா உங்களை பாக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு திறமை கிடையாது ஆனா அஹ் அந்த ஒரு பக்தியோடயும் விசுவாசத்தோடையும் உங்களை உருவமாவே நான் பாத்துக்கிட்டே இருக்கேங்க சாமி நானு மனசுலமா உங்களை அந்த உருவமாவே நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறேன் இதுல வந்து என்னுடைய அந்த ஒரு உணர்வுங்க இவ்வளவு காலம் வந்து உங்களுடைய தொடர்புல மட்டும்தான் நான் வந்து இந்த ஒரு நுட்பமான ஒரு நுட்பமான ஒரு உணர்வு நுண்ணுணர்வு ஒரு குவிப்பு அப்படின்றத உணர முடிஞ்சதுங்க சாமி நான் வந்து ஒரு ஒரே ஒரு உணர்வை எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா மரணம் வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய விஷயம் கிடையாது ஏத்துக்க கூடிய விஷயம் அல்ல பௌதிக உடல் வாழ்க்கையில வந்து ஆனா இயற்கையாக அமைதியான முறையில மரணிக்கிறத கூட மக்கள் வந்து அதை கூட ஒரு ஒரு ஒரு ஏற்றுக்கொண்டு பரவாயில்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இயற்கையாக அமைதியான முறையில அவங்க மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏத்துக்குவாங்க ஆனா அந்த அகால மரணம் அப்படின்றத வந்து சொல்லும் பொழுது மூஞ்சி எல்லாமே பல குணல போயிரும் உங்களோட தொடர்புல இருந்து ஒரு அழகான நுட்பமான ஒரு எல்லாரும் ரசிக்க கூடிய ஒரு மரணமாட்டோம் அப்படின்னு இதே வந்து குரு தொடர்பு இல்லாம ஒருவன் வந்து தன்னை நோக்கி பாக்கணும்னு திரும்பினா அது வந்து மக்கள் வெறுக்கத்தக்க அதை நினைத்து பார்த்ததுக்கு விரும்பாத அகால மரணத்தை போன்று ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்த்திரும் அப்படின்றத வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில முற்பகுதியில் அனுபவிச்சிருக்கேன் சரியான குரு வழிகாட்டுதல் இல்லாம அனுபவிச்சிருக்கேன் குரு வழிகாட்டுதலோட அனுபவிச்சிருக்கேன் அப்ப இயற்கையான மரணத்தையும் நான் அனுபவிச்சுட்டு அழகான மரணத்தையும் அகால மரணத்தையும் இதுக்கு முற்பகுதியில நான் அனுபவிச்சிருக்கேங்க சாமி அத வந்து நீங்க அத வந்து இப்ப நடக்கிறது வந்து மரணம் இல்ல குரு மூலமா இப்ப நேரடியா நடக்கிறது வந்து ஜெயக்குமாரே இல்லாத இடத்துல ஜெயக்குமார் மரணிக்க முடியும் இது வந்து ராஜி கிடையாது நீங்க பாக்கறீங்க அதனுடைய டிராவல் தான் வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கெல்லாம் நீங்க நோக்கி போறது உங்க விசாரம் கூர்மா போறது குருவனுடைய வழிகாட்டுதல் அழிபற்றவர் வருது வருதுன்னு சொல்லுவேன் அழிவற்றவர் அவர் அழிவற்றவர் அஜக அஜகிறவர் பிறக்கதவர் இப்ப வந்து ஒரு ஒரு உணர்ச்சி உங்களுக்கு எழுந்து நான்காவது உடம்பா மாதிரி படித்து எடுக்குதுன்றதுக்கு முன்னாடியே நீங்க அந்த உணர்ச்சிக்கிற போயிடுறீங்க புரியுதா இப்போ மனிதனா ஸ்தூல உடம்புக்குள்ள வந்து மனம் புத்தி அகந்தையா கோடானு கோடி விஷய வாசனைகள் தான் வந்து உடம்பா இந்த வந்து ஒரு சாதாரண மனுஷன் ஒன்னும் அறியாத மனுஷன் மத்தியான எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் சாயந்தரம் வீக் பாயிண்ட் யாரும் டச் பண்ணிருப்பாங்க இரு அளவ கோபப்பட்டிருக்கட்டால் உடனே ரியால் உடனே வந்து உலகத்துல காமிச்சிருவான் ஏன்னா உலகமோ அவனுமோ நெக்ஸ்ட்ரா கிடைக்க அதாவது மாணிக்க கல்லுக்கும் கன்னாடி கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாம வந்து ஒரு ஜென்மம் சொல்லப்படுற கோடானு கோடி வாசனைகளோட மாத்திரம் இருக்கிறது இல்ல இந்த மாதிரி கோடானு கோடி உடம்புகள்ல அது ஆழ்ந்த சேர்த்து தான் சொல்றேங்க சாமி நான் வந்து இப்ப வந்து கரெக்ட் இங்க நான் வந்து கடையில போய் இந்த சாமான் போய் நான் வாங்கிட்டு வர போறேன் அப்படின்னா வெளிப்புறத்துல இந்த உடம்போட நான் போய் கடையில வாங்குறது நிகழ்வு இந்த வெறுமை அருவத்துல உடம்பு தூக்கிட்டு போய் அந்த இப்ப நான் என்ன பண்றேன் அருவத்துல நான் இந்த உடம்பை எடுத்துக்க அந்த கடைக்கு போறதுக்கு முன்னாலே அங்கேயே நான் நான் வந்து நான் நிக்கிறேன் நான் அந்த இடத்த வந்து ஒரு தூக்கத்தொடைய சுகமான ஒரு அனுபவமா விழிப்புறத்துல பௌதிகமா சொல்ற மாதிரி ஒரு வார்த்தையத்திலயுமே வந்து ஒரு தளர்வு நிலை அதற்குள்ள பார்த்தா கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஏதோ தளர்வு நிலை அதுக்கு இப்ப நான் வந்து இத வந்து ஒரு பயிற்சியாவோ தீவிரமான மும்முரமான ஒரு நோக்கிற மாதிரியோ அப்படியே இல்லாம அப்படியே ரொம்ப ரொம்ப அப்படி பெதறிங்க அப்படியே நான் அருவமா அந்த உடம்பு எடுத்துட்டு போகாம அந்த முதலாமே காந்த வந்து அந்த எதிர் திருவத்தை வைக்கும் போது ஒட்டாம விளக்கும் போது இந்த பக்கம் தகாரின் சைடுல வளரும் அப்படி விளக்கும் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க சாமி இன்னொரு கேட்பேன் எடுக்க போற ஒரு டை விதத்துல சிக்கிக்கிட்டு இருப்பார் இந்த காலத்துக்கு வேண்டாம் வேற மாதிரி அமைப்பு கிடைச்சிருச்சுன்னா அதுவேட்டு இருக்கும்ல அவர்கிட்ட அதை போலதான் நான் வந்து தெரியல்டு சா நீங்க ஒரு ஒரு கடைக்கு போயிட்டு என்னமோ வாங்க போறதுக்கு துணியறதுக்கு முன்னாடியே முப்பத்தி ஆறு இடத்துல அந்த அசை பவனுடைய நீ ஏன் அசை உனக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்க Where do you want to go? What do you want to buy? Who is the buyer in you? Who is the buyer in the house? Why is it happening? It's not happening. But the thing is that it's not a bad thing. It's not a bad thing. சொல்ல <laughs> <laughs> <laughs> <laughs> வரவே வராதுல ஆயிரம் லட்சம் வருஷங்கள் கழிச்சு கூட இதே மீடியால போட்டு போட்டு பாக்கும் நம்ம ரெண்டு பேர் பேசுறதும் அந்த காலத்துல ஷோல வந்து ஒரு ஹிந்தி படம் அந்த காலத்துல அது பெரிய ஹாலிவுட் இந்த படம் எடுத்தாங்க அது போல மெய்ஞானம் வந்து இவ்வளவு கூர்மையாக உணரப்பட முடியுமா இவ்வளவு கூர்மையாக இது விரித்து போடப்பட முடியுமா அப்படின்றதுக்கு வந்து உதாரணம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படியே மனித சமுதாயமே ரெவிட்டு அடிக்க மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை இதை போட்டு போட்டு கேட்கும் பேசும்பொழுதுங்க சாமிதான் பேச போறோம் எதுவுமே இல்லை எப்படி இவ்வளவு சிறப்பாக ஓடுது அதுவும் எனக்கு ஒரு ஒரு நிராகலாகவும் இருக்குதுங்க சாமி அதுதான் வந்து மெய்ப்பொருள் மெய்பொருள் சந்நிதியில மெய்ப்பொருள் இறங்கித்தனா இதெல்லாம் நடக்கும் நரம்பு ரம்புலாம் இழுத்துக்கிட்டு வலிச்சுகிட்டு பயந்துட்டுமே அவ்வளவுதான் போச்சு அந்த உடம்புக்கு எதுவும் ஆக போகுது முடிய போகுது அப்படின்ற மாதிரிதான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் சாமி அப்படி கஷ்டப்பட்டேன் அப்ப உங்கள்ட ஒருவேளை உங்கள்கிட்ட ஒருவேளை இருந்திருந்தால் வாய்ப்பா இருப்பேங்க சார் ஆமா இப்ப வந்து நான் அன்னமய கோஷத்தை தாண்டிட்டேன் அப்படின்னு சொல்றதை எப்படி உணர முடியுதுன்னா இந்த அன்னமய கோஷத்துல நம்ம வந்து ஒரு சாதகம் பண்றோம் அப்படின்னும்பொழுது எந்த விதமான ஒரு நோவு அழுத்தமோ அதுவோ இதுவோ அந்த உள் சண்டை எதுவுமே இங்க இல்ல அது ஒரு வெளிப்பாடா நினைக்கிறேன் கோசத்துல போடல தாண்டிட்டோம் அப்படின்றத ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்காக காட்டுறதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு சாமி தானே ஆமா ஆமா சி இங்க வந்து எல்லா ஜடத்தை வந்து ஆன்ம பொருள் தான் எடுத்துக்கிட்டு அறியாமதுனால விசாரிக்காததுனால உணர்ச்சிகள் எல்லாம் ஜட இயக்கங்கள் அப்படின்னு மனுஷனுக்கு தெரியல எண்ணங்கள்லாம் ஜட இயக்கங்கள்னு தெரியல புத்தி எல்லாம் வந்து இங்க வந்து கொண்டாடப்படுறதுக்கு அது வந்து ஆழ்ந்த உலகத்துக்கு இல்லவே இல்லப்பா அந்த கல்லான் இப்ப உட்கார்ந்துகிட்டு நானு என்னப்பாரு என் பெருமை பாருன்னு இப்ப விழிப்புணர்வுல என்னென்னமோ ரோல்களா கதாபாத்திரங்களா உலகத்தை இது தொடர்ந்து தொடர்ச்சியா மெகாசீரியல் மாதிரி ஊட்டிக்கிட்டு இருக்கு நான்கள் பல நான்கள் இப்படிதெல்லாம் வந்து மனித சமுதாயத்துக்கு தெரியாதுல்ல அப்ப வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தானே அண்ணமய கோஷத்தை ஜெயிச்சிட்டீங்க ஆரம்பத்தில இருந்து உலகமா எங்க என் மூலமா எப்படி விடிகிறதுன்றது வரைக்கும் உங்களுக்கு தெரியறது மீது எல்லாமே தானங்க அன்னமய கோஷம் தானேங்க கரெக்டா நான் பாவம் வந்து விருப்பா புடிக்கிறது உடம்ப தானே பிடிக்குது மனமா தன்னை திங்க் பண்ண வச்சு புத்திசாலியா தன்னை திங்க் பண்ண வச்சு படிச்சிருக்கேன் எவ்ளோ வருடங்களை எவ்ளோ வேதாந்தத்தை படிச்சிருக்கேன் நீ என்ன வந்து எங்கிட்ட வந்து கேள்வி எல்லாம் கேட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு புத்தில கொழுப்பு ஏறின பண்டிதர்கள் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்குல்ல காலத்துல அவ வந்து சலிக்காமத்தில ஏற்றனாலேயே கொட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்களை வந்து தினம் தினம் விழிப்பு நிலைக்கு தள்ளி மெகா சீரியல் அப்படியே எங்கயோ புரியுதுங்களா இப்போ உலகமே வியக்கிற ஒரு கதைய கூட மெகா சீரியல் எல்லாம் இருக்கட்டும் கோடி மக்களும் இந்த சீரியலை என்ன கேள்வி அடுத்ததுன்னு வரவே வராதுக்கு அடுத்தது நிக்க நல்ல உணரப்பட்டாச்சு ஒவ்வொரு முழுமை புரியுதா மூன்று காலங்களும் இறந்து அந்த காலமாக இருந்த அகந்தையும் இறந்து முழுமை முழுமை எங்க எடுத்தாலும் முழுமை முழுமை பரிபூர்ண சுகம் பரிபூர்ண திருப்தி பரிபூர்ண சாந்தம் அமைதி அமைதி அமைதி அமைதியோ அமைதி சாமி உதாரணமாகவும் இன்னொரு விஷயமும் கூட நான் சொல்றேன் சாமி அதாவது என்னைய காட்டிலும் வலிமையான ஒருவன் வந்து என்னை தாக்குத வரும் பொழுது ஆஹ் நான் கண்டிப்பா கொஞ்சம் பயந்துட்டுதான் இருப்பேன் நான் அப்ப வந்து எனக்கு வந்து என்னைய காட்டில வலிமையான தாக்க வர்றேன் அந்த வலிமையுடன காட்டில வலிமையான ஒருத்தவங்க என் பக்கத்துல வந்துட்டாங்கன்னா என்னுடைய பேச்சு என்னுடைய பாடி லாங்குவேஜ் உடல் ஆசை எல்லாமே அதே மாதிரி இப்ப நீங்க இருக்கிற தைரியத்துல இப்ப நான் வந்து திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் குடுக்கறேங்க சார் நீங்க எனக்கு பத்தத்துல இருக்கிறீங்க அதாவது திரும்ப அதே தர கா நான் முழுமையா பரிபூர்ணத்தம் அடைஞ்சாலுமே இந்த ஒரு விஷயத்த சாமி நான் போய் கடைக்கு போய் அந்த கடையில போய் ஜாமான் வாங்க போறேன் அப்படின்றத வந்து திரும்ப எடுத்துக்கிறேங்க சாமி அதனால அந்த தைரியத்துல நான் சொல்றேன் அந்த முதல் நிகழ்வு அப்படின்றது நான் நான் வந்து டக்குன்னு வந்து சூட்சமா அருபமாய உடம்பு எடுத்துட்டு கொண்டு போய் எங்க வாங்கி முடிச்சுட்டேன் அதான் இன்னும் பௌதிக உடல் அந்த கடைக்கு போகல போய் ஜாமான் நான் வாங்கல இனிமே நான் என்னன்னா நீங்க இருக்கிற தைரியத்துல பௌ இந்த ரெண்டாவது சொல்லக்கூடிய பௌதிக உடல் போய் கடையில போய் ஜாமான் வாங்குறதுக்கு வேணா நான் அனுமதிப்பேனே ஒளிய நான் வந்து அந்த முதல்ல அந்த அருவத்துல போய் நான் கடைக்கு போய் எதுவும் நான் வாங்க அனுமதிக்க மாட்டேன் இது வந்து ஒரு நகைச்சுவையாகவும் சொல்றேன் ஒரு ஒரு உதாரணமாகவும் சொல்றேன் நீங்க என் பக்கத்துல இருக்கிறீங்க கண்டிப்பா முதல் நிகழ்வுக்கு அனுமதி கிடையாது வேணுமா நான் வேணா உடம்பு எடுத்துட்டு போயி நான் கடையில் போய் ஜாமான் வேணா வாங்கறது என்னால பண்ண முடியும் என்ன இங்க சைக்காலஜி போயிங்க அதனாலதான் உள்ள கடைன்றாங்க கடை உள்ள ஒண்ணு இல்லப்பா அங்க தனி உணர்ச்சிக்கு அருகே இல்லப்பா நானும் சொல்லவே சொல்லாத அதனால அதிகமா நீ வந்து பேசினா ஒரு ஆன்மீக சாதகம் பண்றேன்னு அப்படின்னு ஆன்ம ஞானத்தை என்னவோ இன்னொரு மனம் பண்ற மாதிரியும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட மனங்களை உருவாக்குற அந்த கள்ளம் தான் வந்து நான் புரியுதா அதனாலதான் உடம்புல பண்ண வேண்டியது உடம்புக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கு சுத்த உங்க கையாதுக்கு புரியுது ஆனா நீங்க அருவத்துல என்ன பாத்துட்டீங்க சாப்பிடறதுக்கு ராத்திரிக்கு அரிசிக்கு அரிசி வாங்க போறோம் அது ஒரு உண்மையான நிகழ்வு இந்த பௌதிக தேகத்துக்கும் இந்த வாழ்க்கைக்கும் மார்க்கு வாங்கிக்கிட்டு என்னமோ பண்ற தெரியுமாண்டா பயங்கர பொய்யன்றதைதான் அந்த சந்தோஷம் புரியுதுங்களா நீங்க சொல்றது அருபத்துல நம்ம நிகழ்த்திக்கிட்டே இருந்தாலே வந்து அது பதிவு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆமா அதனால வீரியம் கொள்ளுங்கிறது வந்து அந்த கண்டிமிட்டியா நடுவில் எழுதுக்கிற நான் தானே இதை முடிச்சுட்டேன்னா நேற்று அதை நல்லா திட்டம் கரெக்டா முடிச்சிட்டோம் திட்டம் போடணுன்றது முக்கியமான சத்தியமான ஒழுங்கு அதை கை கொள்ளு நானுக்கு ஒரு வீரியம் கிடைக்கும் புரியுதா பாதுபா உண்மையாக்கிட்டே இருக்கும்ங்க வாய்பவனையும் எண்ண ஓட்டங்களையும் உணர்ச்சி ஓட்டங்களையும் பாத ஓட்டங்களையும் கவனங்களையும் அது வந்து பதிவுகளை பெருக்கிக்கிட்டே இருக்கும் இது வந்து பொய் அதனாலதான் வந்து ஞானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பு உடம்பு வந்து கேன்சர் வரட்டும் ஜனவளம் வரட்டும் வரட்டமேப்பா அஞ்சு கோஷங்கள்ல இதெல்லாம் பண்ணி ஆகணும் அதாவது அருபத்துல நிகழ விடாம நம்ம இருக்கிறதே வந்து சரியான சாதகம் அப்படின்னு சொல்லிதான் மூவ்மெண்ட் இருக்க கூடாது போய் அரிசி வாங்க போனோம் எண்ணங்கள் மூலமா உருவாக்க வந்து ஒரு தடம்பா அந்த பெருக்கரிமாணம் கொண்ட பயங்களுக்கு புரியுதா ச நிகழவிடாம பண்றது அப்படின்றதே எப்படின்னா இந்த தூக்கத்துக்களை அப்படி கொஞ்சமா சொக்கி சொக்கி சொக்கி சொக்கி உள்ள போற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வா இருக்குதுங்க சார் அப்படி போற மாதிரி இருக்கும் நிற்றலா இருக்கும் யாரும யாரு மற்ற ஒரு நிற்றல் இருக்கும் யாரும் இல்லாத பார்க்காம இல்லாத ஒரு பார்வை இருக்கும் புரியுதுங்களா அது ஆன்மக்கண்ணே உங்களுடைய வாழ்க்கையா மாறி பார்வையா மாறி அப்படியே ஜெயிக்கும் அஞ்சு விழுந்துரும் உடம்புக்கு வந்து இந்த அஞ்சு கோஷங்களால அன்னமய கோஷம் கவலையே கடம்பு கிழமை அதனால உள்ள எல்லாத்தையும் நிறுத்துதல் உணருதல் நகர்தல் நகர்தல் அப்படின்னு பேச்சு வழக்குறதுல வந்து முன்னேற்றம் அப்படின்றது வந்து உங்களோட அந்த தொடர்புல இருக்கிறதுலதான் அந்த உள்ள நகர்தல் அப்படின்றதுலாம் வந்து நிகழ்ச்சி நிகழ முடியுது அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுதுங்க சார் தரமாட்ட சத்தியம் இல்ல குரு சன்னிதி குருவின்றி ஆன்ம ஞானம் சித்திக்காது குருவின்றி பொய் பொய்ன்றது உணரப்பட முடியாது போய் மாட்டிப்பீங்க பொ போய் மாட்டீங்கல் ஓட்டுவாங்க உணராத நிலையில இருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நீங்களாவது கொஞ்சம் உண்மையா வந்து ஆன்ம சாதகத்துல தாபம் கொண்டு வந்துருப்பீங்க அதெல்லாம் பண்ணிடுவாங்க நேரடியான பதில் இருக்காது நடக்கவே நடக்காதுங்க வெளியேறு வெளியேறு சென்று அகந்தியாக பிரிந்து சாவு பல பிறவிகளை எடுன்னு சொல்லாம சொல்லி இருக்கூடிய அந்த சிசுவுக்கு மஞ்சள் மூளையில வந்து ஒரு நரம்புல அல்லது இந்த ஒரு நர்வ்ஸ்ல வெயின்ஸ்ல ஆப்ரேஷன் பண்றதை காட்டுல நுட்பமான ஒரு வேலை சாமி அடிக்கடி வா அதாவது அருபமாவே உங்களை நோக்கி திரும்பிடுறேன் அடுத்து சாமி தான் நம்ம என்ன உண்மை போனோம் அப்படின்றதுல வந்து ரொம்ப அற்புதமானது அது வந்து ஒரு ஒரு உணர்வு பூர்வமா அந்த நிகழ்வு வந்து ஆமா ஆமாங்க சாமி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் ரொம்ப இவ்வளவு அற்புதமா இன்னைக்கு நிக்கலுது அப்படின்றது ரொம்ப அழகா இருந்ததுங்க சாமி சந்தோஷம் சந்தோஷம் நன்றிங்க சாமி நன்றி